ஹாய் எல்லாேருக்கும் வணக்கம் யார் வர்ணா ஃப்ரம் சிறுமுகை கோயமுத்தூர் டிஸ்ட்ரிக் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் எதிர்பார்த்து கேட்டுகிட்டே இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட்டான யூனிக் பேட்டர்னில் இருக்கக்கூடிய ஹோல்சேல் சாரீஸ்ங்க வாங்க ஒவ்வொரு சாரியை நம்ம பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு சாரியுடைய நம்பர் டூ அண்ட் நிறைய பேர் ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டதுனாலையே நாங்கள் நிறையா இப்போ வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸில் போட்டுகிட்ருக்கோம் அண்ட் டிஃப்ரெண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணிட்டுருக்கோம் பேட்டர்ன்ஸ் மாற்றிருக்கோம் டிசைன்ஸ் மாற்றிருக்கோம் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோங்க அதில் இது ஒன்றுங்க இதில் என்ன பண்ணியிருக்கோம்னா ஃபுல்லாகவே வந்து நீம் ஜெரி ஒர்க் நம்ம பண்ணியிருக்கோங்க இதுக்கு முன்னாடி ஆல்செல்ஃபில் வந்து சில்வர் ஜெரி அண்ட் ஃபுல்லாக கோல்டு சரி பார்த்துருப்பீங்க இந்த சாரீஸில் வந்து நம்ம நீம் ஜெரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் லுக்கு கொடுக்குதுங்க சாரிக்கு இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் பிளவுஸ் இங்க் ப்ளூ கலர் டார்க் இங்க் ப்ளூவாக இருக்குங்க பாடி கலர் பார்த்தீங்கன்னா அதாவது இது வந்து எல்லோவில் கோல்டன் எல்லோவில் பிளாக் காம்பினேஷனில் வருங்க ஸோ கோல்டன் எல்லோ வித் பிளாக் காம்பினேஷன் ஸோ பிளாக் த்ரெட்டு வந்து விசிபிளாக இருக்குங்க பாட்டம் போர்ஷனில் பாருங்கள் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் வந்துடுது ஃபுல்லாகவே நீம் சரி தான் அண்டு ஹேண்ட்லூ மேடுங்க கைத்தறியில் நான் சோ பண்ண பியூர் சில்க் சாரீங்க இந்த சேரீடைய ப்ரைஸ் 7000 தௌசண்ட் ONLY, 7000 ஏழாயிரம் ரூபாய் மட்டுமேங்க இப்போ பார்க்குறது டூ நாட் ஒன் சாரி நம்பர் டூ ஜீரோ ஒன் பாடி ஆஃப் சாரி பலூன் ப்ளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சாரி ராமர் கிரீனுங்க ஸோ இது கிரே அப்படிங்கிறதுனால கண்டிப்பாக பிளாக் கலர் த்ரெட்டு விசிபிளாக இருக்குங்க ஃபுல்லாக நீம் சரி ஒர்க்கு தாங்க சேரீ ஃபுல்லாகவுமே இந்த டிசைன் இருக்கும் வியர் பண்ணும்போது கிராண்ட் லுக்கும் கொடுக்கும் அண்ட் ஆல்சோ ஒரு ரிச் லுக்கும் கொடுக்குங்க ட்ரெண்டியாகவும் இருக்கும் ஏன்னா பாட்டமில் மட்டும் உங்களுக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் வருது கான்ட்ராஸ்டாக இருக்குது சூப்பராகவும் இருக்குது பார்க்குறதுக்கு ஸாரீ நம்பர் டூ ஸோ நம்ம நிறைய என்ன பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா டெய்லி டெய்லியுமே யோசிச்சு நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுக்க நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் சஜஷன் கொடுக்குறீங்க அண்ட் ஈவன் வாட்ஸ்அப் மூலமாகவும் எங்களுக்கு நிறைய பேர் சஜஷன்ஸ் கொடுத்துட்ருக்கீங்க அதில் நம்ம ஒவ்வொரு சஜஷன்ஸாக அதாவது எவ்வளோ சஜஷன்ஸ் வந்து ஒரே மாதிரி வருது அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா எல்லாத்தையுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அதில் நம்ம இந்த பேட்டன் இப்போ நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம் உங்களுக்குலாம் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லுங்கள் அதுக்கேற்ற மாதிரி இதில் நம்ம நம்பர் ஆஃப் ப்ரொடக்ஷன்ஸ் வந்து நம்ம அதிகம் பண்ணுறதா இல்லை கம்மி பண்ணுறதா அப்படிங்கிறதையும் நம்ம டிசைட் பண்ணணும் இப்போ நீங்கள் பார்க்குறது பல்லுவன் ப்ளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சாரி ப்ரௌன் கலருங்க சாரி நம்பர் டூ ஜீரோ த்ரீ தாங்க நம்ம இப்போது வந்து மோர் தென் ஃபைவ் சாரீஸ் பார்க்க போகிறோம் சில கலர் சாரீஸ் வந்து 2 பீசஸ் கூட அவைலபிளாக இருக்குது இது எல்லாமே %7,000 தௌசண்ட் ருபீஸ்ங்க ஒரு சாரியுடைய ப்ரைஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ்க்கு உங்களுக்கு கிடைக்கும் ஆல் ஓவர் இண்டியா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த சேரீஸ் உங்களுக்கு கிடைக்குங்க கேஷ் ஆன் டெலிவரி ஆப்ஷன் அவைலபிளாக இருக்குதுங்க கேஷ் ஆன் டெலிவரிக்கு எக்ஸ்ட்ரா சார்ஜஸ் வரும் அந்த எக்ஸ்ட்ரா சார்ஜஸை சாரீ புக் பண்ணும்போதே நீங்கள் பே பண்ண வேண்டியதாக இருக்கும் தென் ஸாரீ பார்சல் வரும்போது சாரியுடைய ப்ரைஸ் செவன் தௌசண்ட் ருபீஸ் நீங்கள் கேஷ் கொடுத்து பார்சல் வாங்கிக்கணுங்க இப்போ நீங்கள் பார்க்குறது பலோன் ப்ளவுஸ் Grey Body of கிரே கலர் பாடி ஆலருங்கிறது கோல்டு சில்வர் சரி கூட த்ரெட் பிளவுஸ் கிரே கலர் பாடி ஆஃப் சாரீ மெரூன் கலருங்க WhatsApp மூலமாக நீங்கள் மெசேஜ் பண்ணி புக் பண்ணிக்கலாங்க 7,000 தௌசண்ட் ருபீஸ்க்கு இந்த சாரீ உங்களுக்கு கிடைக்கும் ஆல்ரெடி சேரீலாம் டெசல்ஸ் போட்டிருக்குங்க எல்லா சேரீமே உங்களுக்கு ஓபன் பண்ணி காட்டிவிட்டேன் இது எல்லாமே ஹேண்ட்லூம் எடுங்க பியூர் silk சாரீங்க கைத்தறியெல்லாம் நெசவு பண்ணால் ப்யூர் silk சாரீங்க ஒவ்வொரு சாரீ கூடையும் கட்டாயம் இந்த சில்க் மார்க் டேக் வந்துருங்க தேங்க் யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்